கொஞ்சம் முன்னு எடுக்கப்பட்ட எட்டு போட்டோஸ பத்தி போறோம் ரொம்ப பயங்கரமான திறவை தாக்குதலின் போது பில்டிங்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி செய்யும் அவரு பில்டிங்ல இருந்து விழும் எடுக்கப்பட்ட போட்டோ இது ஒரு இரும்பால அவர் தலையில அடிச்சு சாகுறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது நம்பர் இவர் ஒரு பிரபல சிங்கர் இரண்டாயிரத்தி ஒரு மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் முன்னாடி இவரால் எடுக்கப்பட்ட ஒரு செல்கி தான் இது நம்பர் ஃபோர் எக்ஸ்ட்ரீனா இட்னா டீவா உயரமான ஒரு ஆபத்தான இடத்துல செல்ஃபி எடுத்து போடுறது இப்போ வளம ஸோ அப்படி ட்ரை பண்ண ஒருத்தர் தான் இவரு ஸோ அதுக்காக அவர் ட்ரெயின் போகக்கூடிய ஒரு பாலத்துக்கு மேல இருந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக மேல வேறும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறப்பதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது அதுல முக்கியமான விஷயம் அவருக்கு வயசு பதினெட்டு தான் மேல பாஞ்சி பாஞ்சி போவாங்க ஒருத்தர் தான் இவரு சோ அந்த நேரம் படிக்கும் போது கால் தரையில பட வேண்டிய நேரத்துல ஸ்லிப் கீழே விழுந்து இருப்பதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ இது நம்பர் செவன் பிரசிட் கெனடி யுனை பண்ணிக்கிட்டு ஒரு சாங் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோஸ்புக்லாங் மேக் மீப்பி அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு அப்லோட அடுத்த நிமிஷமே கார் ஒரு டக்கூட மோதி இறந்துட்டாங்க இதுல உங்களுக்கு இது ரொம்ப பயங்கரமாக தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சாம் அண்ட் யூ ஆர் வாட்சிங்